இல்லை தம்பி சொன்னதில் உண்மை தானே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட இருந்த திரைக்கலையை பொதுமைப்படுத்தியது வந்து அன்னைக்கு இருந்த திராவிட இயக்கங்கள் தான் அன்னைக்கு திராவிட இயக்க தலைவர் பேரைஞர் அண்ணாலருந்து ஐயா கருணன் கலைஞர் வரைக்கும் எல்லாருமே இருந்தாங்க ஐயா எம்ஜிஆர்லருந்து அதனால் தம்பி அதை குறிப்பிடுறாரு எங்களுடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனை வந்து அரசியந்திரனை இந்து மன்னர் என்று பேசுவதில் ஒரு வேடிக்கை ரொம்ப கேவலமான வல்லுவருக்கு ஜாதி பூசணம் மாதிரி தான் அந்த காலத்தில் அவருக்கு அந்த இந்த நாடும் கிடையாது இந்த மதமும் கிடையாது அவர் உலகத்துக்கே தெரியும் அவர் சைவ மரபினருன்னு அவர் சிவனை வழிபட்டவர் உங்களுக்கு தெரியும் அவர் தான் பன்னீர் திருமலைகள் தீ கரையாந்திங்காமெல்லாம் காப்பாற்றி கொடுத்தது அவர் தான் அவர் அதான் ஏழு தந்தா நடித்த இல்லை பாட்டு வருது பாருங்கள் அதில் அது உலகத்துக்கே தெரியும் சாதாரண சின்ன குழந்தைங்க வரலாறு படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியும் படிக்காத பிள்ளைகளும் தெரியும் அருண்மொழிச்சோலை ராஜராஜன் யாருன்னு தெரியும் இன்னைக்கு வந்து எல்லாவற்றையும் தன்மையை கரையன்பது போல அப்படி அறித்து கொண்டு வருகிற ஆரியம் அதையும் தனக்காக்கி பாய் புகழ்பெற்ற தமிழர் அடையாளத்தில் அது சிவனாகட்டும் முருகனாகட்டும் மாயனாகட்டும் அது வள்ளுவராகட்டும் யாரையும் தனக்கானதாக மாற்றிக்கிறது